லாஸ்ட் ரெண்டு பேக் தான் இருந்துச்சு இப்படியே கஷ்டப்பட்டு வாங்கியாச்சா நாலு ஃப்ரீ கார்ட்ஸ் வாக்கார்டு தான் எப்பருங்க வா வயிற் தண்ணியை கொடுக்கணும் சூப்பரா இருக்கு இந்த மாதிரியும் ஒர்க் ஷாப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் நேற்று ஆர்ட்ரு பண்ண இன்றைக்கு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு ஒயிட் பெண் கொடுத்துருக்காங்க ஒன்று தீஞ்சிச்சுனா கூட இன்னும் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு நாலு மேஜிக் கார்ட் ஆக்டிவிட்டி கார்டு கொடுத்துருக்காங்க இதில் கூட நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஸ் ஒர்க் ஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ